ஹாய் வி ஆர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கான்ட்ராஸ்ட் டைப்பில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை பார்த்தலாம் சாரி நம்பர் சிக்ஸ் ஒன் த்ரீ பாடி ஆஃப் சாரி மெஜந்தா பல்லுவன் ப்ளவுஸ் ஆரஞ்ச் கலருங்க இந்த வீடியோவில் நம்ம லிமிட்டடு கலர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஒரு செவன் சாரீஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு மோபிளில் இருக்கக்கூடியதுங்க எப்போ நம்ம வீடியோ போட்டாலுமே எல்லாமே சோல்ட் ஆகிடுது ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம செவன் கலர்ஸில் இந்த மாதிரி பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டு சரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க பாடியில் வரக்கூடிய புட்டாவும் சரி பல்லுவில் வரக்கூடிய ஒர்க்கும் சரி கோல்டு டெஸ்டு சரிங்க ஹோஃபைன் சரிங்க சாரி நம்ப சிக்ஸ் ஒன் டூ இதுக்கு முன்னாடி பார்த்த சாரீ சிக்ஸ் ஒன் த்ரீ இப்போ நீங்கள் பார்க்குறது சிக்ஸ் ஒன் டூ இது வந்து பேஸ்டல் ஷேடு பல்லுவன் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா beige, beige and grey பெய்ஜ் அண்ட் கிரே காம்பினேஷனுங்க beige and grey combination, grey காம்பினேஷன் கிரேனும் grey கிரேனும் சொல்ல முடியாது beige பெய்ஜுன்னு சொல்ல முடியாது ரெண்டு காம்பினேஷன்ல இருக்குங்க பேஸ்டல் ஷேடுங்க பாடி ஆஃப் சேரீ பேஸ்டல் ஷேடு தான் ராமர் கிரீன் கலர் இந்த சேரீடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இண்டியா உங்களுக்கு கிடைக்கும் சாரி நம்பர் 614, ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே paytm, அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எது ஒன்று வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரீ கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாங்க ஆல் ஓவர் இண்டியா எங்கே நீங்கள் சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் பலுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ பாடி ஆஃப் சேரீ நார்மல் ப்ளூ கலர் இந்த சாரீ பியூர் சில்க் சாரீங்க கைத்தறியில் நெசவு பண்ணுது சிறுமகையிலையும் சிறுமகையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் நெசவு செய்யப்பட்டதுங்க சரி நம்பர் 615 இது வந்து பியூர் சில்குங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை வாஷ் மட்டும்தாங்க பண்ணனும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது இந்த சாரீ பாடி ஆஃப் சாரியில் பர்பிள் கலரும் பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூலேயும் இருக்குங்க இந்த சரியில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9043809562, ஜீரோ ஃபோர் இருக்குங்க அந்த நம்பருக்கு சேரீ கோடு சென்ட் பண்ணுங்கள் சேரீ கோடு சென்ட் பண்ணும்போதே புக் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ மெசேஜஸ் வந்து ஓல்டு மெசேஜஸ்லேருந்து நியூ மெசேஜஸ்க்கு நாங்கள் ரீட் பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் மெசேஜ் நாங்கள் பார்க்கும்போது அந்த சாரி அவைலபிளாக இருந்ததுன்னா புக்கூட ஃபார் யூங்கிற ரிப்ளை உங்களுக்கு வரும் சப்போஸ் அதை உங்களுக்கு முன்னாடி வேறு யாராவது புக் பண்ணியிருந்தாங்கன்னா அனதர் கஸ்டமர் புக்குடுன்னு வருங்க நீங்கள் அவைலபிளாக அல்லது ஃபோட்டோ மட்டும் அனுப்பியிருந்தீங்கன்னா மேபி அது அவைலபிள்னா அவைலபிள்னு அனுப்புவோம் ஆனால் புக் பண்ண மாட்டாங்க புக் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம புக் பண்ணுறோங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாரி நம்பர் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் பாடி ஆஃப் ஸாரீ மெகந்தி க்ரீன் கலர் இது ரொம்ப ரொம்ப டிமேண்டான கலருங்க இதுக்கு கான்ட்ராஸ்டாக வரக்கூடியதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து green, peacock green கலருங்க peacock blue இல்லை இது வந்து peacock green ஸோ இது வந்து டார்க் கலர் ஆட் ஆகிருக்கிறதுனால அதாவது மெகந்தி green கலருங்கும் போது இது கூட டார்க் ஆட் ஆகிருக்கிறதுனால இந்த மாதிரி சில இடங்களில் டார்க் கலர் தேடி விசிபிளாக இருக்குங்க சரி நம்ம சிக்ஸ் ஒன் செவன் இந்த சாரியில் பல்லுவன் பிளவுஸ் ரெட் கலர் பாடி ஆஃப் சரி ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் டபுள் ஷேடு ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல இருக்குங்க மிக்ஸ்டு ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரீ உங்களுக்கு டேமேஜாக வந்ததுனாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரி இல்லாமல் வேறு சாரீ வந்ததுனாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் அதுக்கு பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க பார்சல் ஓப்பன் பண்ணும்போதே நீங்கள் சாரியை ஃபுல்லாக ஓபன் பண்ணி பார்த்துட்டு அதில் எதாவது டேமேஜஸ் இருந்ததுன்னா வீடியோலையே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கலருக்கோ குவாலிட்டி இஷ்யூஸ்க்கோ கைத்தறி மார்க்ஸ்க்கோ ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க சாரி நம்பர் சிக்ஸ் இது வந்து ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் இந்த சரியில் body of சரி பல்லு ஒரே கலருங்க blue color, blouse மட்டும் contrast கான்ட்ராஸ்டாக உங்களுக்கு வரும் blue color கலரில் இதில் வந்திருக்கக்கூடிய புட்டா வந்து silver and gold, இந்த ரெண்டு டெஸ்ட் சரிலையும் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க 6,500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு ஆவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் இன்டர்நேஷனல் ஷிப்பிங் இருக்குங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங்க்க்கு ஷிப்பிங் CHARGES எக்ஸ்ட்ரா வரும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்கு, அதுக்கும் எக்ஸ்ட்ரா CHARGES 200 ஹண்ட்ரட் ரூபீஸ் நீங்கள் ப்ரீவீயஸாகவே பே பண்ணி புக் பண்ண வேண்டியதாக இருக்கும் தென் சாரி பார்சல் வாங்கும்போது சாரியோடைய ப்ரைஸ் மட்டும் நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் சிஓடி ஆப்ஷனில் இந்த ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க்மக் சர்டிஃபிகேஷனோட தாங்க வருது தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்